போர் அடிக்குதே ஏதாவது திங்கணுமே என்ன திங்கலாம் வீட்டில் அம்மா என்ன வச்சிருக்காங்க முறுக்கு இருக்கு போய் ீ hmm? என்ன என்ன யோசிக்கிறேன் இதhallலேüzelُ councils இதacı yarлять Пред rip கொ wifi இத jurisd�ரேந் newspapers வ porch לךக்கு depressingம் ஐ Clay இத Wash Alta இதி என்ன Ooo cean்米னியே mbolம் prefer இதுrices árounding ம் ஐ என்னை ребята 1 பஹய் 5 ப chopping teriத் Respons spicy 6 கிச்சன் பக்கம் போய் எல்லாம் எல்லாம் பாத்து நான் கஷ்டப்பட்டதவே வீட்லயே ரெஸ்ட் இருக்க அதான் சொல்ல வந்தேன். நீ அம்மேல அவ்ளோ பாசம் மாட்டா தம்பி உனக்கு. இது தெரியாம நான் முறுக்கு எப்படி உனக்கு தெரியாம திங்க அதன பிளான் போட்டேன்டா என்ன மன்னிச்சிரடா தம்பி. என்னது கஷ்டப்படக்கூடாது